Hi! எல்லாேருக்கும் வணக்கம் வியர் வர்ணா from Sirumugai, கோயமுத்தூர் district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நீம் ஜரி ஒர்க் பண்ண சாஃப்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சரரியாக பார்த்துடலாம் ஸாரீ நம்பர் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் இது வந்து பேஸ்டல் ஷேடில் இருக்கக்கூடியதுங்க பாடி ஆஃப் சாரீ லைட் எல்லோ கலர்லேயும் பல்லுவான் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹாஃப் ஒயிட்டில் இருக்குங்க ரெண்டுமே பேஸ்டல் ஷேடு லைட் கலரில் இருக்கக்கூடியது நீன்சரி இருக்கக்கூடியதுங்க நீன்சரி அப்படிங்கிறது கோல்டார் சில்வர் டெஸ்ட் ஜரி இல்லை கலர் த்ரெட் வந்து ட்விஸ் பண்ணி மேக் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேயுமே நீம்சரி ஒர்க் இருக்குதுங்க இதில் யூஸ்வலாக கோல்டன் அண்ட் சில்வர் கலர் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த நீம்சரி ஒர்க்கில் வந்து சாரீஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம் அதுல இது வந்து யூனிக் பேட்டன் நம்ம சாஃப்டர் சாரீஸ் இந்த நீம் சரீ ஒர்க் இருக்கக்கூடியது வந்து யூனிக் பேட்டர்ன் அண்ட் இது வந்து மோஸ்ட் வாண்டடாக இருக்குதுங்க எப்போல்லாம் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் வருதோ அப்போல்லாம் வீடியோ போடும் போது ஆல் சாரீஸ்மே என்ன ஆகிரும் அப்படின்னா சீக்கிரமே புக் ஆகிரும் சோல்டும் ஆயிரும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோர் ஜீரோ செவன் பழுவன் பிளவுஸ் டார்க் கிரே கலர் பாடி ஆஃப் சாரீ டார்க் பர்பிள் கலர் ஃபஸ்ட்டு பார்த்தது ரெண்டுமே லைட் ஷேடு இப்ப நீங்க இந்த சாரீஸ் எல்லாமே பியூர் சில்க் சேரீஸ்ங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட் ஆயும் சில்க் மார்க் டேக் வந்துடும் அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க கைத்தறையில் நெசவு பண்ணுது சிறுமுகையிலேயும் சிறுமுகை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் நெசவு செய்யக்கூடிய சாஃப்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம் இது வந்து பியூர் சில்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் மட்டுந்தாங்க பண்ணணும் நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் ஃபோர் இதுக்கு முன்னாடி பார்த்த மூணு சாரீஸுமே கான்ட்ராஸ்ட் பல்லுவன் பிளவுஸ் இருந்தது இந்த சேரீல பாடி அதாவது பாடி ஆஃப் சேரீ பல்லுவன் பிளவுஸ் எல்லாமே ஒரே கலர் சிங்கிள் கலர்ல இருக்குங்க ஹாஃப் ஒயிட்ல இருக்குங்க பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் இன்னர் லேயர் அதாவது உள் சுத்து அண்ட் பிளவுஸ் மட்டும் பிளைனா இருக்குங்க மற்றபடி ஆல் ஓவர் பாடி புட்டாஸ் இருக்கும் இதுல வந்து இருக்கக்கூடிய புட்டாவுமே பளு வரக்கூடிய டிசைனு ஒர்க்கு தாங்க சிங்கிள் கலர் சாரி தாங்க் கலர் பேபி பிங்க் கலர்ல இருக்குங்க சாரியுடைய கலர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இருக்குங்க டபுள் ஷேடு அண்ட் பிங்க் காம்பினேஷன்ல இருக்கு அதாவது ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அந்த பிங்க் ஷேட் தெரியுதுங்க ஒரு ஆங்கிள் பார்க்கும் போது க்ரீன் கலர் ஷேடு தெரியுது டபுள் ஷேடில் இருக்குதுங்க பேஸ்டல் க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சேரீ இது சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ free வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கிடைக்கும் சேரீ நம்பர் ஃபோர் டபுள் ஒன் சாரீ நம்பர் ஃபோர் டபுள் ஒன் பாடி ஆஃப் சாரீ டார்க் க்ரீன் பல்லுவன் ப்ளவுஸ் லைட் கிரே கலருங்க கிரேலையே லைட் கிரேவாக சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் free ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ஃபோன்பே கூகுள் பேடிஎம் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்தியாக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் ப்ரீ பேமெண்ட்டில் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸாரீ நம்பர் ஃபோர் ஒன் டூ பாடி ஆஃப் சாரி ப்ரௌன் கலர் பழுவன் ப்ளவுஸ் பேய் கலர் இந்த வீடியோலேயே நம்ம யுனிக் பேட்டர்னில் அதாவது நீம்சரியில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸ் தான் பார்த்துட்டுக்கோம் எல்லாமே சாஃப்ட் சில் சாரீஸ்ங்க ஹேண்ட்லூம் மேடுங்க ஸோ சாஃப்ட் சுல் இருக்குமா அப்படின்னா இல்லைங்க இது பியூர் சுல்க் சேரீ அதுக்கு என்ன டெக்ஸ்டரோ அந்த டெக்ஸ்டரில் இருக்கும் அதாவது வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீஸ்ங்க இது த்ரீ பிளை த்ரெட் ஒர்க்கு அப்படிங்கிறதுனால அந்த வியர் வியர் பண்ணும் நமக்கு ஹெவியாக ஃபீல் பண்ண மாட்டோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் சாரீ நம்ம 413. Body த்ரீ பாடி violet சாரி pallu and blouse beige பேய்ஷ் Cash கேஷ் delivery option available இருக்குங்க, cash கேஷ் delivery optionல, extra Rs. 200 rupees நீங்க ருபீஸ் book சேரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் மட்டுமே உங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவோம் then சாரீ parcel சென்ட் பண்ணுவோம் தென் பார்சல் வரும்போது சாரியுடைய ப்ரைஸ் price 6,200 rupees, நீங்க cash நீங்கள் கேஷ் கொடுத்து சாரீ பார்சல் வாங்கிக்கலாங்க international shipping available, international shipping ஷிப்பிங்க்கு shipping charges extra வருங்க பேஸ்ட் ஆன் கன்ட்ரி அண்ட் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் சாரி சந்தியர் வெயிட்டு போகிறது ஷிப்பிங் சார்ஜஸ் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு இருக்குங்க சாரி நம்பர் ஃபோர் ஒன் ஃபோர் இந்தியாக்குள்ளே எங்கே அப்படின்னாலுமே நான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி தரோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் ஒரு சாரீ தாங்க ஒன் டைம் அதாவது இந் இன்றைக்கி ஒரு சாரீ புக் பண்ணுறீங்கன்னா இந்த சாரி ஒன்று தான் புக் பண்ணி தருவோம் அண்ட் அந்த சாரி உங்களுக்கு பார்சல் வாங்கினதுக்கு அப்புறம்தான் நெக்ஸ்ட்டு சாரீ உங்களுக்கு சிஓடியில் புக் பண்ணி தருவோம் இதே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லைங்க எப்போ வேணாலும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் பாடி ஆஃப் சேரீ மெரூன் கலர் சாரீ நம்பர் ஃபோர் ஒன் ஃபோர் சாரீ நம்பர் ஃபோர் ஒன் ஃபைவ் வாடி ஆஃப் சாரீ வைலட் பழுவன் ப்ளவுஸ் க்ரே கலர் இந்த சாரீஸ் வந்து நம்ம இப்போ ஆன்லைனில் WhatsApp மூலமாக தாங்க booking பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த சாரீஸ் நீங்கள் புக் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய WhatsApp நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு ஸாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் உங்களுக்கு சாரீ வேணும் அது அவைலபுளாக இருந்தால் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக புக் பண்ணுங்கன்னே சொல்லுங்கள் ஏன்னா அப்போ உடனே அது அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு புக் பண்ண முடியும் இந்த ஒவ்வொரு சாரியுமே சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு வருது பிடிச்சிருந்து அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெயின் பிரான்ச் வந்து சிறுமுகையில் இருக்குதுங்க நியர் மேட்டுப்பாளையம்ல இருக்குது நேரடியாக நீங்கள் கடைக்கு வந்து கூட ஷாப்புக்கு வந்து கூட விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட சாஃப்டல் சாரீஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் சாஃப்டு சாரீஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ நேரடியாக நீங்கள் ஷாப்புக்கு வந்து கூட நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்